அனைவருக்கும் வணக்கம் குரு போகம் பாத பங்கஜம் நமக கலியுகபரதான எம்பெருமான் ஞானதண்டாய்மான சுவாமையை நவபாசன கட்டினால் அருதி முயன்று பிரதி பிரதிஷ்டை செய்த போக சித்த வாழ்க்கை சம்பவங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் போக பெருமான் பூனைக்கு உபதேசம் செய்த பிரபலத்தை பார்ப்போம் தரித்திட்டு பானமுடு சமைத்துண்டே பின் தாகித்து தண்ணீர்தான் தேடிக்கொண்டு விரித்திட்டு விப்பிறால் வீதி சென்றேன் வேதந்தான் ஓதி விப்பிரால் விப்பிரால்தான் துரித்திட்டு சொல்லையிலே தண்ணீர் கேட்டேன் துர்க்கந்தம் வீசுதென்று பார்ப்பாரெல்லாம் அரித்திட்டு அகத்துள்ளே போய்விட்டார்கள் ஆக்கிரமாய் பூனை ஒன்று அழைத்திட்டேனே அழைத்திட்டு பூனை தனக்கு உபதேசத்தை அருள் செய்ய பூனை அது நாலு வேதம் பழைத்திட்ட பார்ப்பார்போல் தீர்க்கமாக படுத்தவர்போல் நாள்வேதம் பகரும்போது சரைத்திட்ட பார்ப்பாக ஓடிவந்து சாங்கமாய்தாண்ட நிற்று அஞ்சல் பண்ணி பிழைத்திட்ட அடியேங்கற்கு என்ன புத்தி போதிப்பீர் எங்குருவே போதிப்பீரே குருவென்றே தாகத்துக்கு அமுதம் நீந்தா கொண்டுமே வத்து விடு சுத்தி ஈந்தே அருவென்றே பாத்திரங்கள் ஈந்து ஐயா ஆயி அவள் உபதேசம் மனக்கிரகத்து தருவென்றே அவரவர் தம் வீட்டில் உள்ள தவளை செம்பு மண்வெட்டி உழவு பாறை வெறுவென்றே வெளிதெண்ணில் குவிக்கச் சொல்லி விராட்டி போ தனையிலி நெருப்பிட்டேனே இட்டுமே சிவந்து வெம்பு குணந்த சூதம் எல் அளவா எடுத்துமே திவளை வீச கட்டுமே கனகம்ப அவரவர்கள் எடுத்து கெட்டுமே குழுகையிட்டு கவனமாகி கெடியான பொதிகைக்கு நிறுதி நூலை துட்டுமே கலங்க சுனங்க விருட்சத்தின் கீழே சோதியாம் பர்வதமும் கிட்டத்தானே என்பது பாடல் இதன் விவரம் கீழே பொதுகி மலைச்சாரலில் தங்கியிருந்த போகர் ஒரு நாள் உணவு சமைத்து உண்டபின் நீர் வேட்டையால் அருகிலிருந்த சிற்றூருக்கு சென்றார் அந்தணர்கள் வசிக்கும் தெரு அது ஒரு வீட்டு திண்ணையில் கும்பலாக அந்தணர்கள் அமர்ந்து வேதம் மோதிக்கொண்டிருந்தார்கள் போகர் அவரிடம் தாகத்திற்கு தண்ணீர் கேட்டார் யாரடா நீ போ கிட்ட வந்தாலே நாற்றம் அடிக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அத்தனை அந்தனர்களும் எழுந்து வீட்டுக்குள் போய்விட்டார்கள் போகர் அவ்வழியாக வந்த பூனை ஒன்றை அழைத்தார் அதன் காதில் வேதத்தை ஓதிவிட்டான் பூனை நன்றாக உட்கார்ந்து கொண்டு உரத்த குரலில் வேதத்தை ஓதத் தொடங்கிற்று அந்தணர்கள் எட்டி பார்த்தார்கள் ஓடி வந்து போகரின் காலில் விழுந்து தெரியாமல் அபச்சாரம் செய்துவிட்டோம் எங்களை மன்னித்து விடுங்கள் என்று கூறி தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார்கள் வந்திருப்பவர் போகர் என்று தெரிந்து தெரிந்ததும் ஐயனே நாங்கள் எல்லோரும் நீண்ட காலமாக வறுமையில் பாடுகிறோம் எங்கள் வறுமை நீங்க வழி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் போகர் அவருடைய வீடுகளில் இருந்த உலோகங்களால் எல்லாம் கொண்டு வந்து குவிக்கச் சொன்னார் அண்டா குண்டா பாத்திரம் தவளை சொம்பு மண்வெட்டி கடப்பாறை எல்லாவற்றையும் கொண்டு வந்து குவித்தார்கள் போகர் அவற்றின் மேல் விராட்டிகளை அடுக்கி நெருப்பு வைத்தார் உலோகங்கள் பழுக்க காய்ந்தபின் தாம் கொண்டு வந்திருந்த ஆதி ரசத்தை எடுத்து சில துளிகள் திளிக்க அத்தனையும் பத்தரை மாட்டு தங்கமாகிவிட்டன அந்தர்கள் மிக மகிழ்ச்சியுடன் அவரவர் பொருட்களை எடுத்துக்கொண்டார்கள் அதன் போகர் பொதிய மலைச்சாரலில் தாம் வந்த சுனங்க சென்றார் மேலும் அடுத்த பதிவில் போகர் காராம்பசுவுக்கு உபதேசம் பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்